முடிச்சிருக்குது பட் ஆனால் உண்மையே இந்த விஷுவலாக இருக்குமான்றது நான் க்ளஸ்ட் பண்ணல ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் இது வாங்கினார் ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது என் பாடிஸே ஸோ அந்த நான் யூஸ் பண்ணுற பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ரேஷஸ் ஆகும் ப்ளிங் இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகும் நிறைய பிரச்சனைலாம் இருக்கும் இப்போ இந்த டேஸ்லாம் முடியும்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் எப்பயுமே யூஸ் பண்ணால் உண்மையிலே எனக்கு கிடைச்ச ரிசல்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபஸ்ட்டு திங்கு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரேஷஸ் சுத்தமாகவே கிடையாது எனக்கு கூ கூடண்ட்டாக இருக்குது உண்மையிலேயே நான் யூஸ் பண்ணதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உண்மையிலே இது வந்து சூப்பரான ப்ராடக்ட்ஸு அதனால உமென்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சொன்னேன்னா அதோட பர்ஸ்டாக எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே சூப்பரான அற்புதமான ப்ராடக்ட் எல்லா லேடிஸும் வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணணும் எனக்கே நிறைய பாடிஸ்ட் சீன்சஸ் வந்துருக்கு எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் கஷ்டம் ரெகுலராகவே வராது டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வரும் எப்போயுமே யூஸ் பண்ணி ஃபோர் மந்த்ஸு யூஸ் பண்ணேன் கரெக்டாக வந்தது உங்கள் எல்லாம் கரெக்டாக வந்தது கரெக்டாக வந்து ரிசல்ட்லாம் வந்து இல்லை அதனால் உண்மையிலேயே நல்ல ப்ராடக்ட் கோல் வந்து புகை சார் ப்ளஸ் செய்யணும் என்னென்னா நம்ம டவுன்லிஸ் எப்படி கீப்பப் பண்ணோம் செய்யணும் நெக்ஸ்ட்டு நம்ம அரிய சொன்னா போல் அந்த பத்து வாரம் ஃபுல் டைம் டைம்லாம் இங்கில பேருமே ஒவ்வொரு சம்மர் லீவ்லயும் இருக்கு